வணக்கம் பேங்க் நிஃப்டி ஃப்யூச்சரில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம் இன்றைக்கி டே வந்து ஜனவரி 5, Thursday ஒரு வீக்லி ஆப்ஷன் எக்ஸ்பைரி டே ப்ரீயஸ் டே பார்த்திங்கன்னா செல் கால் ஜெனட் ஆகிட்டு நமக்கு அந்த ஃபஸ்ட் ஆர்ட் ரேஞ்சில் க்ளோசிங் வந்து கொடுத்துச்சு இன்னைக்கு ஓப்பனிங்கில் கேப்அப்பாக இருந்தாலும் மார்க்கெட் கீழே தான் வந்து ட்ரேடிங் வந்து போகுது 43.200 தான் ட்ரேடிங் ரேஞ்ச் நமக்கு நெக்ஸ்ட்டு கால் வந்துச்சுன்னா பை கால் தான் ஜென்ரேட் ஆகும் ஸோ அது ட்ரெண்டு மாறையில் எப்போ மார்க்கெட் மேலே போகுதோ ட்ரெண்டு மாறையில் நமக்கு அந்த கேன்ஸ்டிக் பிரேக் நடக்கும் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கால் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு வரும் இது ஒரு ஆட்டோமேட்டிக் process தான் இப்போ வீடியோ பார்க்குற மாதிரி நீங்கள் டெய்லி இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க அதுவே கேண்டில் மூமெண்ட் அனலைஸ் பண்ணிவிட்டு நமக்கு மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கால் வந்து ஜென்ரேட் ஆகும் மேலே போச்சுன்னா பை கால் கீழே வந்துச்சுன்னா செல் கால்ன்ற மாதிரி ஜென்ரேட் ஆகும் இப்போதைக்கு மார்க்கெட் ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் மார்க்கெட் ஒரு நைன் தேர்ட்டி ஃபோருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து ரைஸ் ஆச்சு அதில் நமக்கு அகைன் மார்க்கெட் மேலே வந்ததில் ஒரு அப்பர் சைடில் ப்ரேக் அவுட் ஆகுது ஒன்ஸ் ப்ரேக் அவுட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சார்ட் நமக்கு இம்மிடியாக பை கால் ஜென்ரேட் ஆகுது ஸோ க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு பை அட் ஃபார்ட்டி ஒரு பை கால் கொடுத்துருக்கு மேலே இருக்க க்ரீன் கலர் லைன் தான் ஃபர்ஸ்ட் டாரட் அப்புறம் செகண்ட் டாரட் லைன் கீழே இருக்க ரெட் கலர் லைன் ஸ்டாப்லாஸ் லைன் எப்போயுமே லைவ் மார்க்கெட்டில் நமக்கு இந்த மாதிரி கேண்டில் மூமெண்ட் அனலைஸ் பண்ணும் அது மார்க்கெட்டினுடைய மூவமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நமக்கு இமிடியேட்டாக அது ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுது அப்படின்றத அந்த சார்ட் இன்டிமேட் பண்ணும் ஸோ அதை ரெப்ரெசன்ட் பண்ணுற மாதிரி கேண்டில்னுடைய கலரும் இருக்கும் நீங்கள் பார்த்தோன்ன ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஓகே இது வந்து கிரீன் கலரில் ஓப்பன் ஆயிருக்கு ஒரு பை ட்ரென் பேங்க் நிஃப்டியில் ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி அடுத்து உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட் டார்கெட்ஸ் இந்த மாதிரி சஜஷன்ஸும் கிடைக்கும் இதில் வர என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் வச்சு நீங்கள் ட்ரெயினிங்ஸ் வந்து பண்ணிக்க முடியும் ஃபார்ட்டி த்ரீ தான் என்ட்ரி பாயிண்ட் நமக்கு இதல ஃபர்ஸ்டார் அட் பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ட்டி த்ரீ த்ரீ இருக்கு நமக்கு இது வந்து ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலே தான் டார்கெட் வந்து கொடுக்குது இப்போ நமக்கு ஒன் ஆட் எயிட் பாயிண்ட் இருக்குது ஸோ இது எப்படி மூவ் பண்ணுது மார்க்கெட் நல்லா ரைஸ் ஆகி மேலே போய் டார்கெட்டை பிரேக் அவுட் இல்லைனா ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகுதா இந்த மாதிரி விஷயங்களை வெயிட் பண்ணி பார்க்கலாம் வை கால் ஆனது நெக்ஸ்ட்டு 6 மினிட்ல நமக்கு மார்க்கெட் ஸ்டாப்லாஸ் லைன் கிராஸ் ஓராச்சு அடுத்த ஒரு 3 மினிட்ஸில் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டே வந்து சேஞ்ச் ஆகிடுச்சி ஸோ டவுன் சைட் ப்ரேக் நமக்கு மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் வந்து செல் காலுக்கு கொடுத்துருக்கு ஸோ இப்போ நமக்கு ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் கீழே செல் கால் ஜென்ரேட் ஆயிருக்கு கால் ஜென்ரேட் ஆன ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக இருக்கிட்ட பிரேக் வந்து பண்ணுது நமக்கு ஹண்ட்ரட் பாயிண்ட்டுக்கு மேலே மூமெண்ட் வந்து கிடச்சிருக்கு தொடர்ச்சியாக பேரேஷ் மொமெண்டம் கீழே இறங்கிக்கிட்டே இருந்ததில் செகண்ட் டார்ட் ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணுது இந்த சார்ட் இந்த மாதிரி live மார்க்கெட்டில் ட்ரெண்ட் மாறுற ஒவ்வொரு தடவையும் நமக்கு கேண்டில் கலரை சேஞ்ச் பண்ணி இப்போ மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் என்ன அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து சொல்லும் அதை வச்சு நல்ல ஒரு ட்ரெண்டான மார்க்கெட்டில் ரொம்ப ஈஸியாகவே உங்களால் மார்க்கெட்டினுடைய மூமெண்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேடிங்ஸ் நீங்கள் பண்ணிக்க முடியும் உங்களுடைய இன்டர்டே ட்ரேடிங்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிங் டூலாக இருந்து இது உங்களுக்கு ட்ரெண்டை லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும் நம்ம கிடைச்ச செல் கால் நல்லாவே டார்கெட் ஒன் அண்ட் டூ ப்ரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு இந்த சாட் உங்களுக்கு வேணும் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹேங்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க் யூ